இறைதூதர் அவர்களே பயணம் செல்ல விரும்புகின்றேன் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று ஒரு மனிதர் கேட்டார் இறைச்சத்தை நீர் பேணிக் கொள்வீராக அனைத்து உயரமான பகுதிகளில் ஏறும் பொழுதும் தக்பீர் கூறுவீராக என்ற நம்பி சில அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அவர் புறப்பட்டு சென்றதும் இறைவா அவருக்கு பயணத்துயரத்தை சுருக்குவாயாக அவரின் பயணத்தை எளிதாக்குவாயாக என்ற நம்பி சொல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் என அவ்வகுதார்கள் எல்லா அறிவிக்கின்றார்கள் அதை தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு யாவது சொல்கின்றனர்